காமராஜர் தமிழகத்தில் ஒன்பது ஆண்டு காலத்தில் ஆட்சித்தருடைய காலம் தமிழக அரசியல் வரலாறு பொற்களமாக கருதப்படுகிறது பள்ளி குழந்தைகளின் ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு கல்வியின் முன்னேற்ற தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்த இவர் பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி படிக்காத மேடை கர்ம கல்விக்கு திறந்த காமராஜர் என்று பல்வேறு சிறப்பு பெயர்களால் அளிப்பார் சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர் மற்றும் ஏழைகளுக்கு நல்லது செய்து தன்னலமற்ற தொண்டிய அரசு மத்திங்கினர் இந்தியாவில் கிங் மேக்கராக கருதப்படுகிற காமராஜர் கு காமராஜர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் விருந்துநகரில் கு குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் மகனாய் பிறந்தவர் காமாட்சி நேசத்துடன் ராஜா என்று அழைப்பார் அதுவே பின்னே காமராஜர் என்று பெயர் வர காரணமாக அமைந்தது வெற்றிப்படிகள் அஹ் ஆறு வயதிலேயே இருக்கும் போது அவருடைய தந்தை இளந்தாதா தன் தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் டாக்டர் வரதராஜு நாயுடு கல்யாண சுந்தர முதலியார் மற்றும் ஜார்ஜ் ஜோசப் போன்ற தேச தலைவர்களின் கவரப்பட்ட காமராஜா சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ஹோம் ரூல் இயக்கத்தில் ஒரு அரங்கமாக மற்றும் அவர் பல பல போராட்டத்தில் கலந்து கொண்டு பிறகு இந்திய நேஷனல் காங்கிரஸ் முழு நேர ஊழியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபதாம் ஆண்டு தன்னுடைய ஆறு வயதிலேயே உப்பு சத் உப்பு சத்ய ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி ராஜகோபால் தாரியின் தலைமையில் வேதாயத்தை வேதாரத்தையை வேதாரத்தையை நோக்கி நடந்த பேரணியில் கலந்து கொண்டு கைது செய்து கைது காமராஜர் ஆறு முறை சிறையில் அடைத்து ஒன்பது ஆண்டு காலத்தில் சிறை தண்டனை அனுபவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குழு குல கட் கல்வி திட்டத்தை கைவிட் எதிர்ப்புகாராக க எதிர்புக கிளம்பிய அதனால் ராஜாஜி செல்வாக்கு குறைந்து ராஜாஜி செல்வாக்கு குறைந்து ராஜாஜி கட்சியின் ஊழியராக மதிப்பு குறைந்தது அதனால் தாய் அதனால் அதனால் தன்னுடைய பதவியிலிருந்து சி சுப்பிரமணியத்தை முன்னேற்றினார் அது அதிலையும் கட்சிக்கு சட்டமன்ற உலக பெரும் பெற்ற காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார் பதவி ஏற்று முதல் பணியே குலவல்வி திட்டத்தை கைவிட்டு மேற்படி ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து மேலும் ஏழாம் பள்ளிகளே திறந்தார் மற்றும் பள்ளி பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிமுன்னேற்றத்தை ஏற்படுத்தி ஏழை மக்களுக்கு கல்வி இன்முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார் தன்னுடைய காமராஜர் கல்வித்துறையில் மட்டும் இல்லாமல் தொழில்துறையிலேயும் தொழில் தொழிறந்து நீட் காச்சு திட்டம் மற்றும் மின் திட்டம் போன்றத்தை முன்னேற்றினார் முழுவதும் சமூக தொண்ட செய்வதை அர்ப்பணித்துக் கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி இரண்டு வயதிலேயே காலமாக இந்திய அரசு மிக உயர்ந்த பாரத்ன விருந்தை மத்திய அரசு அவர் மரணத்துக்கு பின்னே வழங்கினார் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருப்போதும் இவர் பாலக வீட்டிலேயே வாழ்ந்து வந்தார் மற்றும் அவர் சொத்துக்கள் சில கா சில கா கதர் வேட்டி சட்டைகள் புத்தகங்கள் மற்றும் 150 ஐம்பது ரூபாய் மட்டுமே இப்படி ஒரு தலை நேர்மையான தலைவர் நம் நம்மளது கிடைப்பாரா இது மேல் இவரை சந்திப்பாகுமா இனிமேட்டு உன் போல் ஆட்சி ஆட்சி